சரணம் ரொம்ப உடஞ்சி போட்டாஸ் அம்மா கூட பண்ணிருக்கேன் அம்மா கூட தெரியுமா அது உங்களுக்கு முதல்ல வீடியோ அதில் அவரு ரொம்ப நல்லவர் நல்லவர் இப்படி பேசுறீங்க பேசுவீங்க அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவர் அன்னதானம் நிறைய பேருக்கு போட்டிருக்காரு ஆன்லைன் கிளாஸில் வர காசால் நானும் அன்னதானம் போட்டிருக்கேன் எங்கள் அப்பாவும் நானும் அண்ணா போட்டிருக்கோம் எல்லா என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்கிற பெரியவங்களாக ஆகிட்டோன்னே அன்னதானம் போனோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எங்க அண்ணனுக்கும் தெரியும் அந்த விஷயம் அண்ணனும் அண்ணன் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத அவர் வந்து ரொம்ப தெரியாத கொஷின்லாம் கேட்குறீங்க அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அவரோட கொஷின்லாம் கேளுங்க முதல்ல அவரோட சேனலில் போய் அவரை பார்த்துட்டு அவர் எல்லாருக்கும் எப்படி நல்லது செய்கிறாரு அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் அவரை கேள்வி கேளுங்க உக்கார உக்கார வச்சு நீங்கள் அதுவே எதுவுமே தெரியாமல் நீங்கள் அவரை கேள்வி கேட்டிங்கன்னா எப்படி தான் ஒரு நல்லவரை இதுமாதிரி கஷ்டப்படுத்தினா அந்த கடவுளுக்கே தெரியும் இதெல்லாம் நல் நல்லவரை இதுமாதிரிலாம் கஷ்டப்படுத்தினா அந்த கடவுளுக்கே இதுவும் ஆகாது அதனால் என்ன மாட்டி அதுமாதிரிலாம் யார்கிட்டையும் இனிமேட்டு யாரையும் அதுமாரி கஷ்டப்படுத்தாதீங்க நன்றி வணக்கம் பக்ஷா உயர்ந்த